இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ஒன் மினி சாட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் லெவன் இப்போ டைம் வந்து ஒரு டோல் டுவெண்ட்டி ஆக போகுது ஸோ எவ்வரிடே பார்த்திங்கன்னா நமக்கு க்ரூட் ஆயிலில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் டோல்பிஎம்ல என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுதுன்றது வாட்ச் பண்ணுவோம் ஸோ ப்ரியஸ் கால் பார்த்திங்கனா பை கால் நான் நல்லா ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆச்சு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு பட் நமக்கு தேவை ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு கால் எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு அந்த கால் என்ன மாதிரி மூவ் பண்ணுதுன்றதான் வாட்ச் பண்ணுவோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு செல்லை கால் பார்த்தீங்கன்னா இறங்குதா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம் டெய்லி வீடியோஸ் பார்க்கவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் புதுசாக ஒரு ஐடியா கண்டிப்பாக ஒரு பையன் செல்லிங் சேஞ்ச் ஆனால் நம்ம கேண்டில் கலரையும் வந்து சேஞ்ச் பண்றோம் இந்த அந்த டிப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போறீங்க உங்களால் மேனுவல் ட்ரேட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்திருக்க இந்த மூவ் பண்ணுதுன்றதையும் வெயிட் பண்ணியும் பார்ப்போம் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சில் இருந்துச்சு பட் ஃபோர்த்து கேண்டில் சடனாக ஒரு பிக்டவுன் அந்த பிக் டவுன்ல ஃபஸ்ட் ரேஞ்ச் பிரேக் கொடுத்து டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்ட டவுன் செயின் மொமெண்ட் செவன் டு செவன்டி எயிட் வரைக்கும் கொடுத்து அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கன்டினியூஸ் ஒரு டவுன்சைன் மொமெண்டம் தான் அந்த டவுன்சைன் மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ மீன் வயல் நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஈக்குயிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டமில் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்ருக்கு பட் கமாடிட்டி ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் ஷோ ஆகிட்ருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸாப்பில் என் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்